மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்றைக்கு முப்பதாம் தேதிக்கு வந்திருக்கிறோம் இந்த மாதம் என்ன மாதம் என்று பிரகடர் படித்திருக்கிறோம் மாதமாக இந்த மாதத்தை பயணிக்க உதவி செய்தார் இந்த பயணத்தில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கையில உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா என்னை ஜெயிக்க வைக்கிற அன்பு எனக்குள் இருக்கிறது எல்லாரும் சொல்லியா மூலவசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு செய்தியை நாம் பார்த்துட்டு நம் போக போகிறோம் இதனுடைய மூலவசனம் என்ன ரோமல் எட்டாம் அதிகாரம் விளக்கங்களை நாம் பார்த்தோம் முதலாவது அன்பு குறித்து நாம் பார்த்தோம் பிறகு இந்த அன்பின் லாங்குவேஜை குறித்து பார்த்தோம் இந்த அன்பின் லாங்குவேஜுக்கு யார் யார் என்ன விதத்துல ரெஸ்பாண்ட் பண்ணாங்க என்பதை குறித்து பனிரெண்டு அப்போ சில பௌலின் போன வாரத்தில் இந்த அன்பு எப்படி நம்ம ஜெயிக்க வைக்கிறது என்பதை பார்த்தோம் அதுலதான் நம்ம பார்த்தோம் முதல் ஜெயம் எங்க ஆரம்பிக்கிறது இந்த அன்பு நம்மை ஜெயிக்க வைக்கிற ஜெயம் என்று முதலாவது அதாவது அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னா நீங்க எளிமை யாரு செல் அன்பு எப்படி அதை நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் யார் என்பதே அறியாமல் இருக்கிறார்கள் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் ஒரு ப்ராசஸில் மெக்கானிக்கலாக போயிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற பலர் மத்தியில் நான் யார் எங்கேருந்து வந்தேன் எங்கே போக போகிறேன் என்ற சிந்தனைகளோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுலபமானது அல்லது ரொம்ப குறுகினது ரொம்ப சொற்பமானது என்ன வாரத்தில் உங்களுக்கு பேசப்படுகிற செய்திகளில் நீங்க தியானித்து அதில் ஏதாவது என்னோட இந்த வாரத்தில் நான் இன்னொரு கட்டத்தை நாம் போக போகிறோம் நாம் ஜெயிக்கிற இன்னொரு மிக முக்கியமான காரியம் அல்லது இந்த அன்பு இதையும் ஜெயிக்கிறதுக்கு நம்மை உண்டாக்கி வச்சோம் முற்றிலும் ஜெயின் கொள்ளுகிற அந்த காரியத்தை குறித்து பேசுறதுக்கு டைம் இல்லை சண்டை இதோட முடிகிறது பட் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் ஜெயிக்கிறேன் எப்படி தன்னைத்தானே வெறுத்து தன் சுழுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன் என்று சொன்ன வண்ணம்மாய் இந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் மிக மிக ஒரு முக்கியமான காரியம் உண்டு ஒருவன் உண்டு யாரு வா ஒன்றும் இல்லை திடன் கொுங்கள் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு உபத்திரம் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க வைப்பன் என்று சொல்லுகிறார் என்ன அர்த்தம் உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தில் நமக்கு உபந்திரத்தை வைத்திருந்தாலும் அந்த உலகத்தின் அதிபதியை போல நம்மளாலும் அன்பு அன்பு எங்க வெளிப்படுதுன்னு கேட்கலாம் நீங்க வாழ்ந்த நாட்களில அவனை எதிர்த்தளை ஜெயித்த சில அனுபவங்களை நமக்காக எழுதுகிறார் அன்பை எடுத்து காட்ட போகிறேன் இந்த உலகத்தின் அதிபதிய நீங்களும் நானும் எதிர்த்து ஜெயிக்க வேண்டியதை என் இயேசு எங்கு கடைசியாக ஜெயித்தார் சிலுவையில அவனை மரண அடி அடிச்சு மரணத்துக்கு அதிகாரியாகிய அவனை ஜெயித்ததுனால அந்த ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கு கொடுத்ததுனால அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்திருக்கா நீங்க எல்லாரும் பிசாசோட போராடி வெற்றி பெற்று வாங்க அப்புறம் நான் உங்களுக்கு ஜெயத்தை தரேன்னு சொல்லியிருக்கலாம் சாத்தியமாகுமா சாத்தியமாகுமாத்தியமாக ஏன் சாத்தியமாகாது பண்ணி தான் இது பண்ணிருக்கணும் என்ன பண்ணிட்டேன் பத்தியா பார்த்துங்களா மீன் தண்ணிலிருந்து எடுத்த பிறகு சில அரணிய கட் பண்ண வால் மட்டும் அதிகாரம் சுட்டிக்காட்ட போகிறேன் அதிகாரம் பதினாலாம் பதினஞ்சாம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து மரணத்திற்கு என்னன்னா நாமும் மாம்ச ரத்தாலும் அவர் இந்த மாம்ச ரத்தத்தில் நம்மை போல வந்து நாம் ஜெயிக்க வேண்டியத சொல்ற மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன என்ன பண்ண முடிக்கு அழிக்கும்படிக்கு எல்லாரும் சொல்லுங்க அழிக்கும்படிக்கு அப்படியான அப்போ அவர் தமது மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரணியை அழித்து அந்த ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார் இதுதான் சிலுவையில கிருவை என்று சொல்லுகிறோம் இந்த அன்பை தான் செயல்படுத்துற அல்லது வெளிப்படுத்துற கிருவை என்று சொல்லுகிறோம் வெற்றியை சிலுவையில மரணத்தின் அதிகாரியே ஆண்டவர் ஜெயித்து அழித்து நமக்கு ஜெயித்து தந்திருக்கிறார் எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன அறிக்கை பண்ண போறீங்க எல்லாரும் கையில உயர்த்தி வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க என்ன பண்றீங்க சிலுவையில மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானோய் ஜெயித்தார் அழித்தார் அந்த ஜெயத்தை எனக்கு தந்தார் அவருடைய அன்பின் நிமித்தமாக நானும் அந்த ஜெயத்தை கொண்டாடுகிறேன் வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க நீங்க விசுவாசிக்கிறதுலாம் Oh yeah! Jesus! Hallelujah! Amen! Maybe I think you are not getting that faith. Actually. Are you understanding really what you are doing? No! If you are aware of this in your own way, you should not be here. If you are aware of this, you are aware of this. If you are aware of this, you are aware of this. முடியஸ்டிங் அதனாலதான் இந்த ஒரு சுலபமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப் போகிறேன் நீங்களும் நானும் போராடி அல்லது யுத்தம் பண்ணி நீங்களும் நானும் சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டியதை என்னுடைய பொசிஷன் அவரை அழித்து அந்த வெற்றி என்னுடைய வெற்றியாக கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி கேட்டீங்க நாமப்பா பயப்படுகிற நம்மை காற்ற பலவனாக இருக்கிற அவனை அளித்து அவனை நம்ம வெற்றி பெற்றதாக நம்முடைய பெயர் அங்கு எழுதியிருக்கிறார் பற்றி லவ் இட் இந்த நாட்களில ஆண்டு நம்ம கொடுக்கிற பெரிய ஆசிர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் நீங்களுடைய ஜபத்தை பாடலாக ஆண்டு கிருப தந்தார் இன்றைய தினத்துல இந்தியின் பாடலாக அதை வெளிவர கத்த நமக்கு கிருப தந்தார் அல்ஷா காமிஷ் மோசஸ் கமெண்ட்ஸ பார்த்தேன் மற்ற யார்தும் அது சீக்கிரமாக வெளிவரப்போகிறது மலையாளத்தில் எழுதிட்டு இருக்கும் கன்னடத்திலையும் வெளிவரப்போகிறது ஜம் கடைசி நாட்களில் நிறைவேறணும் குறிப்பாக நாம் நிறைவேற்ற துடிப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் ஒரு சைடு இதை பீப்பிள் சொல்லிட்டு அழிச்சு விட்டாங்க கண்டுக்கவே In the Pentecostal life, I was never asked to pray for this prayer. Never memorize this verse. Because it was told that this is the one who told the people. Told. No. No. Jesus is the one who is alive and is the one who is alive. He is the one who is alive and is the one who is alive. எங்கள் பிதாவைத்தப்படுவதாக என்பது ஒரு தோக்கத்தில் வருவதாக இந்த பூமியில உருவாக்க முடியாது சமீபத்துல இந்த பாடலுக்கு கொடுத்த பிறகு இந்த மெடிடேஷன்ல போகும்பொழுது இதனுடைய அனுபவப்பூர்வமாய் நான் போக கத்திர எனக்கு உதவி செய்தார் இந்த ஜபத்துல இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது என்ன என்ன பகுதி எங்களை சோதனை குட்பட பண்ணாமல் தீமையின் ஏன் இதை ஜெபிக்க வச்சாரு தீமை விடுவியும் உங்களுக்கு இன்னைக்கு விளக்கு சொல்ல போகிறேன் இங்கிலீஷ்ல என்ன இருக்குது Lead us not into temptation and spare us from the evil one. T-mine entry is where we will be. What is the word in English? Temptation. The question is, now I am going to post before you, which is very very important, You know, everyone who is here, you see them, you see them. So, what is the word in the end? ஒரு சோதனை கவனமா கேட்கறீங்களா என்ன yes, டிஃபரன் yes, yes. so, I think I have already spoken to some of the youths who uh, are going to talk about this. Temptation is also going to be testing. Kamish, you are in software. You are in the testing field. You are a developer. You are a tester. When are you testing? Developing after all. Developing after all. Where are you testing? சொல்லுங்க சொல்லுங்க <laughs> <laughs> முடிந்த ப்ராடக்ட்ல அல்லது ஒரு ஸ்டேஜை நீங்க கடந்த பிறகு இதுல குட் ஆ பேடா வர்க்கிங்கா இல்லையா புவரா இல்ல இம்ப்ரூவ் பண்ணமா என்று சோதிக்கிறது தான் டெஸ்ட். மே நான் வந்து இந்த லாகவுட் நீங்க இது ப்ராடக்ட் ആണ് ஐ அம் गोइंग टू கம் பேக் தி சோர்ஸ் பட் சோர்ஸ்ல வரும்போது டெஸ்டிங் யா யார பண்ணுவா? சரி ஓகே ஒரு எக்ஸாம்பிள் அவன் காரை திருப்பி நோக்கம் என்ன குவாலிட்டியம் பண்றது பிராக்டிக்கல் பேசுறேன் நானு தே போர்டு கரண்ட் டெஸ்ட் பண்றது தன்னுடைய காரை நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சு அது இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றது. இது அந்த போர்டோட காரை ஹூ இஸ் தி காம்படிட்டர்? கிவ் any எக்ஸாம்பிள். Hyundai Hyundai டெஸ்ட் பண்றன்னுச்சுக்க அவ எதற்காக டெஸ்ட் பண்ணுவா? Hyundaiோட கார இல்ல. Fordோட காரை Hyundai டெஸ்ட் பண்றா. நான் எதற்காக டெஸ்ட் பண்ணுவா? ஆ அதுல குறை கண்டுபிடிக்குது. testing the difference freely among you the owner test to make it good the opponent test to make it bad so texture testing is after a product after a stage testing can happen both from god or with the permission satan also can do but temptation எனக்காக பலி இருக்க முடியும் மட்டும் தான் God never tempts anybody else. The Bible tells us that one is one who doesn't tempt. So, is what is temptation? When you are in your own position, and you are in your own position, you are in your own position. You you you you that is temptation. ஜத்தில் சொல்றாரு எங்களை சோதனைக்கு அப்ப இண்டஸ்டீட் நாட் இன் டு temptation separates from the evil one you know the evil one always goes and ask permission oh god i want to i want to do a temptation for this guy i want to tempt this guy i want to give me permission give me permission he will ask to god and that is why he is asking you to pray lord give us not permission avurode permission amount test ma tep panna mudiyadu amen hallelujah i'm not ready for it anude anba pathingla அவர் தேவனா இருந்தும் இந்த பூமியில ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நாற்பது நாள் என்ன பண்ணும் எடுத்த ஒன்னு தமிழ்ல சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட என்ன இருக்கும் நைஸ் தோசை பொடி தோசை ஆனியின் தோசை வித்தியாசன் முந்தின நித்திலிருந்து பிந்தின நித்திய பெரிய செக் நானும் ஏமாத்துறோம் இதை புரியாமல் எத்தனை முறை நம்ம பெருமையாக நடக்கிறோம் கொஞ்சம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு சகோதரி கொஞ்சம் நல்லா அழகாக அவங்கள உருவாக்கி பைபிள்னா நல்லா படிக்க வச்சோம் நல்லா உருவான பிறகு நல்ல ஆண்டுகள் அவங்களுக்கு ஜிபிக்கிற ஒரு காரியத்தை கொடுத்த ஜப்ப பாரத்தை கொடுத்தேன் நான் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கும் ஆனால் ஒரு க்ஷணத்தில் ஆயுள் ஏன்னா சிபிக்கும் வெரி ப்ரீ ப்ரௌட் அப்ப ஒரு சில கேள்விகள் அதுக்கப்புறம் அந்த அப்பதான் நீங்களும் நானும் நம்முடைய நடக்க முடியாது அதனாலதான் நமக்கு ஜெபிக்க சொல்லிட்டார் நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை விடவித்தருளும் நிறைய முறை நினைக்கிறோம் தெரியும் எப்படிப்பட்ட பாத்திரம் அதனாலதான் ஜீவியத்தில் நாம் கிறிஸ்துவின் அன்புல நிறைந்து அவருடைய தாழ்மையிலும் பரிசத்திலும் நாம் நம்மை நாம் உருவாக்கி நாம் கிறிஸ்துக்களை வளர ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு சோதனைக்கும் பரீட்சைக்கும் என்ன டிஃபரன் புரியுதா சமீபத்தில் வெளிப்படுத்த ஆண்டு தந்தார் அந்த பரீட்சையில் இட்ஸ் नॉट த ஈவன் ஏ ஆண்டவர் இந்த ஜபத்தை செய்ய சொன்னார் இது நீங்க உருவாகப்படுவதற்கு முன்பாகவே அல்லது ஆரம்பிக்கிறது முன்பாகவே உங்களை வில தல்ணும் இன்டென்ஷன் itself this person has to fall this person has to go back this person has to give give up this person has to go you know he should not come back and do this thing அந்த பண்டிதுகாக வைக்கப்படுகிற Trap அதுதான் પરિচয় அதுதான் இந்த டெம்ப்டேஷன் ஒரு கல் அப்பமா அப்புறம் அடுத்த பரிச்சை என்னது விடு நினைச்சா சிரிப்பா வரு ஒரு சில பிள்ளைகள் வசனத்தை வச்சு என்னவோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் எழுதுகிறார் பிசாசின் தந்திரங்களை நீங்கள் திராலி உள்ளவர்களாக இருக்கணும் எதிர்த்து நிக்க அவங்களை பிடிப்பது அன்பை விட்டு பின்வாங்கி போயிடுவான் வேலையை செய்ய மாட்டான் கத்துடைய சமூகத்தை விட்டு அவனுக்கு தெரியும் இன்னைக்கு சினிமா கொட்டைக்கு போறதுக்கு நிறைய பேர் வருவாங்க தேவண்ட சமூகத்துக்கு வருவதற்கு முடியாது அல்லது தேவையில்லாத காரியங்களை போவதற்கு சுலபமாக வழி திறக்கப்பட்டிருக்கும் தேவண்ட சமூகத்துக்கு வரும் பொழுது மட்டும் பல தடைகள் பல தடைகள் எத்தனை பேர் டெஸ்டிங்க ரெடியா இருக்கீங்க எ சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் ஆண்டவர் ஒரு ஆசிவத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஏ அப்பதான் தைரியமா சொல்ல உலகத்தின் அதிபதியில் வருகிறான் அவன் இடத்துல எனக்கு ஒண்ணு இல்ல ஏன்னா நான் நடத்தப்படுறது அன்பினால் நடத்தப்படுகிற இந்த ஜபத்தை கூட ஏன் அவர் நமக்காக சொல்லிக் கொடுக்கணும் அவர் நம்ம மேல வச்ச அன்பு தானே அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் சின்ன சின்னதுக்கெல்லாம் நம்ம விழுந்து போயிடும் நேரம் ஆகும் நாற்பது நாள் இரவும் பகலும் உபாசம் பண்ணின பிறகு அவருக்கு மூணு கட்டத்தில் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் வேதத்தில் நிறைஞ்சிருக்க அவருக்கு வேதத்திலே வச்சு அடிக்க வந்தா பத்தியா Wow! And that is why Jesus taught us We are going to do this We are going to do this We are going to do this We are going to do this அதனால தான் இந்த இதை வந்து பல லாங்குவேஜில் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட ஆண்டு ஒருவேளை உதவி செய்திருக்கிறார் பிள்ளைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்காரருக்கும் எல்லா பாஷருக்கும் இந்த ஜபம் போய் நிறைவேற வேண்டும் ராஜ்யம் வர வேண்டும் தேவ ஜ ஜனங்கள் விடுதலையோடு கூட விடுவிக்கப்பட வேண்டும் அதனால இந்த பாடலை நாம் பாடி இன்னும் நாம் க எழுமின பிறகு நாம் இந்த கூட்டம் முடிகிற பொழுது நாம் பாடலுக்கு தான் முடிக்கப் போகிறோம் இந்த பாடலை இந்த ஜபத்தை பாடினா அது பாடலாக ஆண்டு நம்ம கொடுத்துருக்கணும் அதனாலதான் அவனுக்கு பைபிள் என்ன இருக்கு சோதனைக்காரன் பரீட்சைக்காரன் அவர் தோட்டத்தில் என்ன பண்ண என்னது சோதனையா பரீட்சையா டெம்டேஷனா சொல்லுங்க சொல்லுங்க நானும் போராடி ஜெயிக்க முடியாது அதனாலதான் அவனை ஆணை எடுத்து அவனை என்ன பண்ணாரா அவன் உறிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோயா Are you the in May, Open your mouth and in name பத்தி அவன்பு அந்த அந்த படிப்பு என்னுடைய Amen, Alleluia Are you there with me? Every day you need to confess this thing. I don't want anything else from Satan. Alleluia Alleluia, are you there with me? Gold is going to be a piece of paper. மத்தில <laughs> <laughs> உபத்திரமோ வியாகுளமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ மற்ற அன்பு என்னை ஜெயிக்க வைக்கும் என்று சொல்லுங்க நல்ல வாய்களை தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க உபத்திரமோ வியாகுளமோ எல்லாம் எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லுங்க உலகத்தினுடைய என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது இந்த அன்பு என்னை சகலத்தையும் ஜெயிக்க வைக்கணும் இந்த அன்பு சாத்தானை என் நிமித்தமாக ஜெயித்தது அறிக்கை பண்ணுங்க என்ன பாக்காதுங்க நீங்க என்ன கேட்கறீங்களோ அது வாய்ட்ல திறந்து அறிக்க பண்ண பழகுங்க அண்டர் உருவாக்குற பாத்திரங்களா எழும்ப போறீங்கன்னு தெரியல இது இல்ல நான் விரும்புறது நெடல்ல நீ கொடுக்கப்படுற உணவுக்கு ஏத்த ரியாக்ஷன் வர மாட்டேங்குறதே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. you have to open your mouth and confess don't fear பக்கத்துல இருக்குங்க பயத்த படு அவங்க என்ன நினைப்பாங்களோ நினைக்காதீங்க. confess your victory hallelujah hallelujah இவ்ளோ பெரிய சத்தியத்தை வெச்சிட்டு ফুটবলல ஒரு கோல் அடிக்கறோம் பண்டட்றதே பக்கத்தில் நம்ம நம்ம இப்படி நிச்சயமக்காவே இது கொண்டடமா கொண்டடமா சொல்லுங்க you confess open your mouth jesus made might victory hallelujah एसीஎனக்காக ஜெயி